கண்களும் கைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுதல் என்பது குழந்தைகள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான திறன் ஆகும் இந்த திறனை வளர்க்க உதவுவதற்கு இதோ ஒரு சுற்றுதல் பயிற்சி இதற்கு தேவையான இரண்டே பொருட்கள் ஒரு குச்சி மற்றும் ஒரு நீளமான கயிறு கயிற்றை குச்சியில் நீங்கள் மெதுவாக சுற்றிக் காண்பித்து பின்னர் குழந்தையை அதேபோல் செய்து பார்க்க சொல்லலாம் சில சமயம் குழந்தை குச்சிக்கு மிக தொலைவில் கயிற்றை பிடித்து சுற்றக்கூடும் குச்சியின் பக்கத்தில் கயிற்றை பிடித்துக் கொண்டால் மேலும் சுலபமாக இருக்கும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு விளக்கிக் கூறலாம் இந்த செயல்பாடு பெரியவர்களுக்கு சுலபமாக இருந்தாலும் சிறு குழந்தைக்கு இம்மாதிரியான கை அசைவுகள் மிக கடினமாகும் தினமும் பயிற்சி செய்தால் உதவியாக இருக்கும் குழந்தை சிறிது தேர்ச்சி பெற்றதும் அவர்கள் கை மற்றும் விரல்கள் ஒருங்கிணைந்து செயல்படத் தொடங்கும் இத்திறன் கத்தரிக்கோள் பயன்படுத்துவதற்கும் எழுதுவதற்கும் உதவியாக இருக்கும்